அஸ்லாம் இன்று ஒரு துவா தொடர் இரண்டு காபத்துல்லாவை கட்டிக்கொண்டிருக்கும் போது இப்ராஹிம் நபியும் அவர்களின் மகனும் கேட்ட துவாவை நேற்றும் பார்த்தோம் இன்றும் ரொப்பானா வஜ ஆல்னா முஸ்லிம் மைனில் லக்க எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக அக்வாயாக ஒமின் துர்ரியத்தினா உம் மத்தம் முஸ்லிம் மத்த இல்லக்க எங்கள் வழி தோன்றல்களில் உனக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தாரை உருவாக்குவாயாக வாரினா மனா சிக்கனா எங்களுக்கு எங்களது வழிபாட்டு முறைகளை கற்றுத்தருவாயாக ஒத்துபா அலைனா இன்னக்கான் தத் தொவ்வாபு ரஹீம் எங்களை மன்னிப்பாயாக நீயே மிக மன்னிப்பவனும் மிகுந்த கர்ணயாளனமாக கருணையாளனமாக இருக்கிறாய் அல் குரான் இரண்டு நூற்றி அல்லாம